அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் மிக மோசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தீய குணங்கள் இன்றைக்கு நம் மத்தியில் பரவலாக பரவி வருகிறது பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எந்தெந்த தீய குணங்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறவுப்படுத்தினார்களோ இந்த உலகத்திலிருந்து தூய்மைப்படுத்தினார்களோ அந்த தீய குணங்கள் இன்று நம் சமுதாயத்தில் மிக பரவலாக பரவி வருவது மனதிற்கு மிக வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது அதில் குறிப்பாக கோபப்படுவது புறம் பேசுவது பொய்ப்பேசுவது பொறாமை கொள்வது பெருமையடிப்பது பிறரை இழிவாக நினைப்பது வீண் பெருமை பேசுவது குளப்பெருமை பேசுவது குடும்பப் பெருமை பேசுவது தொழில் பெருமை பேசுவது பதவி பெருமை பேசுவது படிப்பு பெருமை பேசுவது இன்றைக்கு நம் சமுதாயத்தில ரொம்ப வேகமா பரவிக்கொண்டிருக்கிறது படித்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரியவர்கள் என்று படிக்காதவர்களை ஏனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் ஊர்ல ஒரு பதவியில இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஊர்லேயே ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஆட்களை ரொம்ப துட்சமாக மதித்து பெருமை அடிக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் இது சம்பந்தமாக முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஒரு ஹதீஸ் வருகிறது பெருமை அடிப்பவன் என்றால் யார் அவனுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனை என்ன இன்றைக்கு பெருமை அடிக்கிறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப பரவிருச்சுங்க வச்சிருக்க செல்போனை வச்சு கூட பெருமடிக்கிறோம் வச்சிருக்கிற வாகனத்தை வச்சு பெருமடிக்கிறோம் வீட்டில் இருக்கிற ஒரு எல்இடி டிவியை வச்சு நீங்கள் பெருமை அடிக்கிறான் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் எதில் வாங்கியிருக்கிறோம் இஎம்ஐயில லோன்ல வாங்கிக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சு இருக்கு அடுத்தவன் வீட்டுக்கு போயிட்டா ஒன்றும் இல்லாதவங்க வீட்டுக்கு போயிட்டா ஆ இருக்க முடியல ரொம்ப புழுக்கமாக இருக்கு நமக்கு ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது இந்த சின்ன டிவியாக இருக்கு நம்ம வீட்டில் இருக்க பாருங்க அவ்வளோ பெரிய டிவி இது என்னங்க வண்டி உங்க வண்டிலாம் போனா குறுக்கு வலிக்குதுங்க நான் வச்சிருக்கிற வண்டி அப்படிப்பட்ட ஒரு வண்டி இப்படி எல்லாம் சொல்லி இன்னைக்கு ரொம்ப பெருமை பீத்துறோம் தற்பெருமை எடுத்ததற்கெல்லாம் பெருமை கையில இருக்கிறத வச்செல்லாம் பெருமை பேசிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறோமே எவ்வளோ மோசமான ஒரு செயல் தெரியுமா எவ்வளோ வேதனைக்கு இடம் தரக்கூடிய ஒரு செயல் தெரியுமா கணிசிற்குரிய அல்லாவி நல்லடி ஆறுகளே இன்னைக்கு தொழுகையில சஃல நிற்கும்போது கூட நல்ல ஆள்கள் பக்கத்தில் நிற்கணும் ஓரளவு டீசெண்டாக இருக்கிற ஆள்கள் பக்கத்தில் நிற்கணும் ஓரளவு வசதி உள்ள ஆள் பக்கத்தில் நிற்கணும் ஊரில் பொறுப்புற உள்ள ஆள் பக்கத்தில் நிற்கணும் ஒரு மாறிப்பட்ட ஆளுக்கு பின்னால்லாம் நிற்கக்கூடாது அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படியே அவங்க நின்றாலும் கூட ஒரு ஜான் இடைவெளி விட்டு தான் நிற்கிறோம் நிறைய பொள்ளி ஆசைகளை நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையாக இது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி தீய குணங்கள் நம்மளுடைய இம்மை வாழ்வையும் பாதிக்கும் மறுமை வாழ்வையும் பாதிக்கும் முதல்ல அதை நம்ம நல்லா வழங்கிக் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்படுகிறது ரசூலுல்லா சொல்றாங்க பெருமையிலிருந்து ஒரு கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் ஒருபோதும் சொர்க்கம் நுழையமாட்டான் தற்பெருமை அடிப்பவன் குடும்ப பெருமை அடிப்பவன் படிப்பு பெருமை அடிப்பவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவி பணம் பொருளை வைத்து பெருமை அடிக்கூடிய பெருமை நுழையவே மாட்டான் பெருமை அடிக்கிறது இல்லைங்க பெருமை வாய சொல்ல சொல்றதை சொல்லல ரசூலுல்ல என்ன சொல்றாங்க இருக்கு நான் ஒரு பெரிய உயர் குடும்பத்தை சார்ந்தவன்ட்டு மனசுக்குள்ளையாக வந்துவிடும் மனசில் இருக்கிற பெருமையை தொடர்ச்சி அறிங்க உடனே ஒரு மனிதர் கேட்கின்றார் கொஞ்சம் சொல்ல முடியாதா அப்படின்னு சொன்னா ஒரு ஆளு தான் ரொம்ப அழகான ட்ரெஸ் போடணும் ரொம்ப நல்ல அழகான காலணிகள் அணியணும் ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஒரு ஆள் நினைக்கிறாரு இது பெருமையா இப்படி இருக்கிறது பெருமையா உடனே அபிசல்லாசம் சொன்னாங்க அப்படி இருக்கிறது என்ன இல்லைங்க பெருமை இல்லை நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக செருப்பு போடுறது நீட்டாக போய் ஒரு இடத்துல சாப்பிட்றது பெருமை இல்லை நீட்டாக இல்லாமல் இருக்கிறவனை கேவலமாக அழைக்கப்படுறேன் அதுதான் பெருமை தாங்க சுசல்லஹாசம் ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி அடிப்பது என்று பெருமானார் பெருமை இல்ல அல்ல அழகானவன் அல்ல அழகாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான் பெருமை என்பது கட்டுப்பட்டு நடக்காமல் இருப்பதும் பிற மக்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்று மக்கள் எந்த அளவுக்கு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாருங்க ஊருக்குள்ளே இருந்திருப்பான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஊருக்குள்ள இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சி ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க வெளிநாட்டில் போய் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருந்து நல்ல சம்பாதிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டிட்டா கூட இருக்கிறவனெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குறது கூட இருக்கிறவனெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறது என்னமோ இவன் வீட்டில் வந்து இவங்க சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யறது பார்க்குறது அல்லது இவங்கள்டுந்து எதையாக பறிச்சுருவாங்களோன்னு சொல்லி அவங்களுடைய நட்பயே முறிக்கிறது அவமானப்படுத்துறது பெருமை கொண்டு நடப்பது தான் வந்து நல்ல இருக்கையில் தான் இருப்பேன் நான் வந்து அப்படி தான் சாப்பிடுவேன் இப்படி தான் சாப்பிடுவேன் உங்களை மாதிரிலாம் உங்களோட உங்களுக்கு நமக்கு செட் ஆகாது உங்களோட உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது என்று நீங்கள் நினைசிறோம் சொல்கிறோம் பெருமை பேசுகிறோம் அயம் சல்லாசம் சொல்கிறாங்க நீ பெருமை அடிக்கிறது இல்லைங்க உங்கள் மனசில் கொஞ்சம் பெருமை இருந்தால் கூட நீங்கள் சொர்க்கம் போக முடியாது நாங்களே பெருமா சொல்லாசம் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் எந்தளவிற்கு தன்னை பணித்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நம் வரலாற்றில் பார்க்கும்போது மிக உணர்வு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரசூசல்லாசம் அவங்க தன்னை பணித்துக்கொண்டதாக தாழ்த்தி நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம் ரசூல் சல்லாசம் அவங்க சபைக்கு வரும்போது சகாபாக்கள் எந்திரிச்சாங்கன்னா சொன்னாங்க நாயம் சல்லாசம் நான் வருவதை கண்டு நீங்கள் யாரும் எழுந்து நிற்க எனக்கு அப்படி நீங்கள் யாரும் மரியாதை செய்ய வேண்டாம் சொன்னால் போதும் என்றார்கள் யார் பெருமாநா சல்லாசம் சொர்க்கத்துக்கே ரசூல் சல்லாசம் அவங்கதான் தலைவர் சொர்க்கத்தை அவங்கதான் திறந்து வைக்கணும் அப்படிப்பட்ட நாயகமே கொஞ்சம் கூட துளி அளவு கூட பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஏதோ கொஞ்சம் நல்ல வீடு கொஞ்சம் காசு சேர்த்துட்டோம் ஒரு பொறுப்புல இருந்துட்டோம் ஒரு பதவியில் இருந்துட்டோம் ஒரு அரசியல ஒரு முக்கிய இடத்துல இருந்துட்டோம் ஒரு அரசாங்கம் ஒரு முக்கிய பெருமையை பெருமை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நிறையா பெருமடிக்கிறது பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க பதிவு செய்யப்படுகிறதுக்கூடியவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டான் வீண் பெருமை பேசக்கூடியவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டான் ஒண்ணுமே சில பேர்கிட்ட இருக்காது ஆனா பேருக்கு பெருமை பேசிக்கிட்டு என்ன செய்யறது அலையறது வீட்டுல சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது இருக்கிறதுக்கு இடமே இருக்காது ஆனா நான் அப்படி நான் இப்படி நான் அப்படியெல்லாம் இருந்திருக்கேன் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன்னு சொல்லி பெருமையாக என்ன செய்யறதுங்க பேசி தெரிகிறது இப்படி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அப்போ தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் திக்ரு செய்கிறோம் குரான் ஓதுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம மனசில் கொஞ்சம் பெருமை இருந்தாலும் கூட இந்த பெருமை இந்த செயல்களை எல்லாம் கீழே அப்படியே இறக்கி அல்லா கட்ட நம்மை ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கிவிடுகிறது என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்களில் சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து சக தொழில் செய்யக்கூடியவர்கள்